பரகிதத்தின் சொந்தங்களே சில குழந்தைகளே உங்க எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய கவிதை அப்படிங்கக்கூடிய இந்த தலைப்புல இன்னைக்கு வந்து ஒரு புள்ளவர தஞ்சமா அப்படிங்கக்கூடிய ஒரு கவி உங்களுக்காக வாசிக்கிறேன் இந்த கவிதை என்னால் எழுதப்பட்டது ஒரு சேனல்ல வந்து பாராட்டு பெற்ற ஒரு கவிதை பெண்களுக்கு வந்து எந்த சுடுசொல்லையும் தாங்கிக்குவாங்க ஆனா அவங்க வந்து மனசுல வாராத மாறாத வடு அப்படின்னு சொன்னீங்கன்னா மலடிங்கிற சொல்ல கேட்குற சொல்லாம் மலடிங்கிற பட்டம் வந்து அவங்கள வந்து கொல்லாம கொள்ளும் அதுக்கு பலரும் காரணமாக இருந்தால் கூட அதெல்லாம் விட்டுட்டு மலடின்னு அவன் பெண்களை மட்டும் சொல்லக்கூடிய இந்த சமூகத்துல அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு வந்து தெய்வத்துல எப்படியோ அழுகிறா ஒரு புள்ளவர தாமா அப்படின்னு கேட்குற அந்த கோணத்தில் இந்த கவிதையை எழுதியிருந்தேன் அந்த கவிதையை பற்றிய கருத்துக்களை மறக்காம நம்ம சேனல் அனுப்புங்க இந்த கவிதை பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே செலக்ட் பண்ணி செலக்ட் ஆல் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க கவிதைக்குள்ள போவோம் ஒரு புள்ளவரம் தந்திரம்மா சுத்தாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை சுத்தாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை தேவாலயமும் மசூதியும் தேடி போயும் பலன் இல்லை பாக்காத மருத்துவம் இல்ல பார்க்காத மருத்துவம் இல்லை சோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும் சோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும் சுகம் இல்லை பலன் பேசும் ஜனம் விசேடங்களில் ஒதுக்குறாங்க சாடமாடை பேசும் ஜனம் விசேடங்களில் ஒதுக்குறாங்க புள்ளப்பூச்சி இல்லா வயிறு புள்ளப்பூச்சி இல்லா வயிறுன்னு பொழுது முச்சுவோடும் குடி சொல்ல வந்தவளோ கோணமாடலா சொல்லுறாங்க குடி சொல்ல வந்தவளோ கோணமாடலாக சொல்லுறாங்க எத்தனை தின்னா பித்தம் தெளியும் என் வயசில் பூச்சி வரும் உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடி ஆட ஒரு புள்ளவரம் கேட்டேன் உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடி ஆட ஒரு புள்ளவரம் கேட்டேன் மனசிறங்கி மகவுதாரும் மனசிறங்கி மகவுதாரும் மடிப்பிச்சை கேட்குறானே மண்ணுக்குள்ளே போகும்னே மலல சத்தம் கேட்கணும் மண்ணுக்குள்ளே போகும்ன்னே மலல சத்தம் கேட்கணும் மலடி பட்டம் ஒளியணும் மண்ணுக்குள்ளே போகும் முன்னே மலல சத்தம் கேட்கணும் மலடி பட்டம் ஒளியணும் கண் தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் கண் தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்வேன் சுத்தாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை தேவாலயமும் மசூதியும் தேடிப்போயும் பலன் இல்லை பார்க்காத மருத்துவம் இல்லை ஜோசியமும் மந்திரமும் சொன்னபடி செஞ்சாலும் சுகமில்லே பலன் இல்லை சாட மாட பேசினும் விசேடங்களில் ஒதுக்குறாங்க உள்ள பூச்சி இல்லா வயிறுன்னு பொழுது முச்சோடும் பேசுறாங்க குறிசொல்ல வந்தவடும் கோணமானலா சொல்லுறாங்க கிட்டத்தின்னா பித்தம் தெரியும் ஏன் வயிற்றுல பூச்சி வரும் உலகத்து தெய்வங்களே ஓங்கி உதச்சி ஓடியாட ஒரு புள்ளவரம் கேட்டேன் மனசிறங்கி மகவுதாரம் மனசிறங்கி மக உதாரும் மதிப்பிச்சை கேட்கிறனே மண்ணுக்குள்ளே போகும்னே மடலச்சத்தம் கேட்கணும் மண்ணுக்குள்ளே போகும்னே மணலச்சத்தம் கேட்கணும் மலடி பட்டம் ஒளியணும் கண் திறப்பிய தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் கண் திறப்பிய தெய்வங்களே கண்ணீரால் அபிஷேகம் செய்கிறேன் இப்படி அந்த பெண்ணோட மனக்கு முறையில் என்னுடைய கவிதையாக விழிச்சிருப்பேன் இந்த கவிதையை பற்றி கருத்துக்கெல்லாம் மறக்காமல் எழுதி இந்த மாதிரி ஒரு கவிதை வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கக்கூடிய இதை பற்றியும் கருத்துக்கெல்லாம் இந்த சேனல் எழுதி அனுப்புங்க மீண்டும் ஒரு புதிய கவிதையுடன் உங்களை சந்திக்கிற வரை உங்களோட முதல் உங்கள் அன்பு பாலகிரத்தின் கவிச்சந்திரல் பாலகிருஷ்ணன் பன்னமுத்து நன்றி வணக்கம் பாய்